அடிக்கடி சொல்லிக்கிற விஷயம் வந்து நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம் உன்னோட விடாமயற்சி தவறக்கூடாது எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போம்